அடுத்து வந்து வந்துரவன் சார் அவரை காலனும் கூப்பிடுறாங்க பேச முடியும் சும்மாவே கைகள் ஆடுது மாலை வேற போய் கதிரவன் சரி ஏதோ ஒண்ணு நான் பிறந்தது ராம்நாடு வளர்ந்தது புலைக்க வந்தது பல்லவ நாடு நம்ம எல்லோரும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு நான் பத்தாவது வரை படிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் படிக்கலை வேலைக்கு போயிட்டேன் பதினாறு வயசில் வேலைக்கு போயிட்டேன் நான் நிறையா பாக்கெட்டில் எப்போவுமே சும்மா சொல்லலை நான் ஃபஸ்ட்டு பண்ண எடுத்த பிஸ்னஸை ஒயின்ஷாப் சொந்தமாக வச்சுருந்தேன் அதனால் பணம் கட்டுக்கட்டாக வச்சு நான் பழகினேன் அப்படியே வந்துச்சு போனேன் அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து ரியல் எஸ்டேட்டில் ரியல் எஸ்டேட் பண்ணேன் அதோட சம்பாத்தியம் சம்பாதித்தா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் ரியல் எஸ்டேட் போயிடுச்சு என்னடா அது இது வேறு போயிடுச்சு என்ன பண்ணலாம் கல்யாணம் பண்ணிவிட்டோம் பிள்ளைக்குட்டி வேறு போயிட்டுட்டோம் எப்படியாவது வாழை வைக்கணுமே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கேட்டு யோசிச்சுக்கிட்டே ஒரு பெட்டிக்கடை போய் தண்ணி தகவமாரிச்சு இப்போ ஃப்ரிட்ஜாக ஓப்பன் பண்ணேன் அங்கே ஒரு கலர் கடை சேப்பு மஞ்சள் ஊதாக பச்சை அப்படின்னு ஒரு கப்பில் போட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக இருந்துச்சு கடைக்கார்டு கேட்டேன் என்னப்பா அது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஆனால் நல்லா இருக்குண்ணே நேச்சுரலாக பண்ணது சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாப்பட டக்குன்னு எடுத்தால் உடச்சி குடிச்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அந்த நம்பர் எடுத்து அடித்தேன் அவனுக்கு எப்பா டீலர் தெரியா ஏன்னா இதை வச்சு பிளச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டீலர் தெரியான்னு கேட்டேன் மூணு லட்சரூவா கொடுத்தாத்தேன் டீலர் தருவேன்ட்டாப்புல நான் விளாட்டேன் எப்போ மூணு லட்ச ரூபா நான் சொந்தமாக கம்பெனியை வச்சு விவா எப்பா ஒரு எப்போ கொடுக்கணும் அப்படின்னா அவன் எங்கே இது நேச்சுரலாக பண்ணுறது முடியும அவனால் அப்படின்னு கேட்டாப்புல ரொம்ப மோசமான வந்துச்சு கோவம் முப்பது நாள் இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு பொருட்களை வாங்கினேன் டெய்லி தயாரிப்பேன் கிலோ ஊற்றுவேன் டெய்லியும் தயாரிப்பேன் கிலோ ஊற்றுவேன் எடுத்தேன் கரெக்டாக ஃபார்முலாவை கண்டுபிடிச்சேன் கா மிஷினரங்கினேன் ஈடாக பிடிச்சேன் அட்வான்ஸை கொடுத்தேன் அட்டை பெட்டியை பிடிச்சேன் கப்பாக வாங்கினேன் எல்லாத்தையும் வாங்கி டோட்டலாக தயார் பண்ண நேராக போய் கண்டுக்க காமிஷா ஏ பார்த்தியாக தயார் பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டு ஏங்க இந்த மீட்டிங்கில் இந்த விஷயத்த ஏன் பேசணும் பந்தாவுக்கா பெருமைக்கா கிடையாது சொல்கிறேன் அதை தூக்கிக்கிட்டு எக்ஸல்லில் முன்னால் பத்து பெட்டி பின்னால் பத்து பெட்டி வச்சுக்கிட்டு தெருத்தருவாக ரோடு ரோடாக கடைக்கடையாக போய் விற்கணும் விற்றாத்த அந்த பணத்தை எடுக்க முடியும் லாபம் சம்பாதிக்க முடியும் அதை மாதிரி பண்ணி மாதம் முப்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சேன் எவ்வளவு முப்பதாயிரம் ரூபா ஆனால் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயை கட்டிட்டு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கார்டை வாங்கி அனுபவிச்சுட்டு ஒரு ரூபா கூட முத முதல் இல்லாமல் வார வார வாரம்மாதிக்க முடிய வாங்கிட்டு இருக்க தேங்க்யூ சார் நீங்க எல்லாருமே இந்த சக்ஸஸுக்கு வரலாம் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு இந்த இடத்த காட்டினவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும் என்னுடைய குருநாதர் என் வழிகாட்டி என் அப்ளைன் நிர்மல் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அதோட என் டீம்ல இருந்த எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண பேர் சொன்ன யாரையாவது விட்டுட்டு நான் தப்பா போயிடும் எல்லாருக்கும் சார் இல்லை அவார்டு வாங்கினே பார்த்தேன் மாரியப்பன் பாத்திர கடை குரோம்பேட்டை சத்தியமா அப்படிலாம் வாங்கலங்க ஜெயிச்சு ஜெயிச்சு நான் இந்த மேடைக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் அப்படின்னா முதல் எடுத்தோன்னு மைக்கு கூத்துருவாங்க அப்படின்னு ஏன்னா எப்பவுமே ரோலாகும் இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக ரோல் ஆகுது ஏன்னா என் ஒய்ஃபு கூட வந்துட்டான் எனக்கு வந்து ஒரு படம் அது வந்து இன்ஸ்பிரேஷனாக அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜெயம் ரவி நடித்த படம் அது நீங்கள் பார்த்துருப்பீங்களு கூட தெரியாது அந்த படத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜெயம் ரவி வந்து அவர் அவருடைய ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் அந்த பொண்ணு வந்து ஒரு எம்எல்ஏவுடைய பொண்ணு அந்த பொண்ணு வந்து கூட்டு போயிடணும் லவ் லவ் பண்ணுவார் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிடணும் சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ ஆர்னா பெரிய டானு ஜெயம்பரவிட்ட வந்து ஹெல்ப் கேட்பார் வந்து இது மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்டா தூக்கி போனோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான் கட்டினு போய் குண்டத்தூர் கோயில் கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போய்டா அப்படின் கூப்பிட்டு ஒரு இடத்துல போய் நிற்கும் அந்த அந்த அந்த எம்எல்ஏவுடைய ஃபேமிலி எல்லாமே வந்து துப்பாக்கிலாம் இட்டுன்னு வந்து பயங்கரமாக சுட்டு இவங்களை திருத்தம் ஜெயம் ரவி ஓடுவான் கூட இவங்களை இழுத்துனே ஓடுவான் ஒரு ஒரு ஸ்டேஜில் போய் நின்று ரேய் நான் அந்த பொண்ணை இட்டுன்னு ஓடியாறது உனக்கு மட்டுந்தான் தெரியும் யாருக்குமே தெரியாது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்க துபாய்க்கெல்லாம் எடுத்து சுத்தின்னு வர்றாங்க அப்படின்னு இல்லடா நான் தானடா சொன்னேன் அவங்க கிட்ட அப்படின்னு அடப்பா இன்னடா சொல்ற நீ சொன்னியா அப்படின்னு ஆமாண்டா பின்ன கல்யாண எத்தினிதான் பழைய கதையே பொண்டாட்டி கிட்ட சொல்லு இருப்ப உன் பொண்ணு கிட்ட சொல்லு இருப்பேன் பஸ்ட் உன் புறக போற குழந்தைங்களுக்கு வந்து கண்ட கதைலாம் சொல்லாதடா உன் உன் கல்யாணம் ஆன கதை த்ரில்டிங் இருக்கு இல்லையா அதை சொல்லு அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி அந்த சீன் வந்து யோசிப்பேன் லை வந்து யாரோ அவரு ஜெயிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இவர் ஜெயிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவர் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரு கதையோ பசங்க சொல்றதுக்குள்ள டே மௌன நான் ஜெயிச்சிருக்கேன்டா நான் ஜெயிச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என் கதையை வந்து என் பையன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாருமே அது மட்டும் ஒன்று யோசிச்சுங்க யார் யார் கதையோ யார் யார் ஜெயிச்ச கதையோ நம்ம பசங்கலாம் சொல்லித்தர்த்தால சார் நம்ம ஜெயிச்ச நம்ம சொல்லி தருவோம் நம்மளுக்கு வந்து ஆக்சிஸ் இருக்கு அது மாதிரி இங்கே ஒரு ரெண்டு விஷயம் ஆனால் அந்த விஷயம் நான் பேசும்போது எமோஷனலாக எழுதுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபீல் இருக்கு லைஃப்ல வந்து என் பையன் கிட்ட கதை சொல்லும்போது கண்டிப்பாக ரெண்டு விதமான மக்களை பற்றி வந்து நான் சொல்லுவேன் இப்போ ஓரளவு ஒன்று வந்து இதெல்லாம் தேராது இதெல்லாம் மேலே வராது அப்படின்னு நினச்சி ஒரு கூட்டம் இருக்கு எனக்கு எனக்கு பின்னாடி இது அவ்வளோதான் இது தேராது இதெல்லாம் மேலே வராது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியாவது மேலே ஏறி வந்துடும் பாவம் எங்கேயோ திக்கி தண்ணீருங்க கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் இருக்குது நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் நிறைய லிஸ்ட் இருக்குது சோழி நல்லூர் சேகர் சார் என் பாட்னர் மிஸ்டர் சதீஷ் சார் எல்லாத்தையும் தாண்டி உன்னை ஒருத்தர் கூப்பிட்டார் அப்படின்னா சத்தியமாக நீ வந்து எதுவுமே பேசாத எதை பற்றி யோசிக்காத மரியாதை வீட்டை விட்டு களையு போய்டு உனக்கு சோறு தண்ணியெல்லாம் அவர் பார்த்துப்பாரு அவர் எங்கே படு சொன்னாரோ படு அவர் எங்கே உட்கார் சொல்கிறாரோ உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்டி பேரை வந்து என் பொண்டாட்டி அடிக்க சொல்கிறோம் அது மாதிரி நம்ம சிஓஓஓ பாபு சார் பல நாள் நைட்டு வந்து சாப்பாடு போட்டு பார்த்துக்கணும் அது மாதிரி எனக்கு வந்து ரெண்டு கூட்டம் இருக்கு அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம் என் பையன் கண்டிப்பா அந்த கதையை சொல்லுவேன் என்னோடய அண்ணா பாஸ்கர் சார் என்னோட அப்பளையன் அவர் தான் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு போனேன் பிளான் எல்லாம் பார்க்கல ஜாயின் பண்ணேன் நாலு ஐடி போட்டேன் பிஸ்னஸ்ஸு சரி எப்படின்னா என்னோடய வீட்டு செலவுக்கு இருக்கு இல்லையா நான் ஒரு இருபதனாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தேன் ஒரு பத்தாயிரரூபா இருந்தால் போதும் அப்படின்ற மனநில்தான் எடுத்தேன் இருபது ப்ளஸ் ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான் நான் சரி எதனால் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்தது இந்த மாதிரி ஆறு வருஷமாக நிறைய கம்பெனியில் இருந்திருக்கேன் பட் எங்கேயுமே பெரிய அளவுக்கு சாதனையை பார்த்ததில்லை இந்த கம்பெனி ஆறு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதம் ஒரு கொடைக்கானல் ட்ரிப்பு வச்சுருந்தாங்க அதில் நான் ஒரு ஆளாக போனேன் போகும்போது ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே இருந்தேன் மூணு நாள் எதுவுமே யாருக்குமே சரியாக பேசலை ஏன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கை எங்கன்னா மாறிடாதா மாறிடாதான்னு நிறைய நாள் ஏங்க நிறைய இடம் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது நான் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கும்போது சம்பளம் வாங்க கையில கரெக்டுங்களா எல்லாருமே சம்பளம் வாங்கும் போது சந்தோஷமா இருப்பாங்க நான் மட்டும் சம்பளம் வாங்கும்போது அழுவேன் வெளியே வந்து ரோடு அழுதுட்டு இருப்பேன் ஏன் அப்படின்னா என்னைக்கு இன்னொருத்தவங்கிட்ட நான் சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன் என்னைக்கு என் வாழ்க்கை மாறும் அப்படின்ற வெறித்தனத்தில் வச்சுட்டு கடைச்ச வாழ்க்கையில் பயணம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டிசிஷன் அங்கே கொடைக்காசல எடுத்த நம்ம லைஃப் இன்னும் மாறணும் நம்ம யாருன்றத கண்டிப்பா ஒரு நூறு பேருந்தாச்சும் காட்டணும் லட்சம் பேர் காட்டுறாலும் நான் பெரியாலும் தெரியல அட்லீஸ்ட் ஒரு நூறு பேருனாச்சும் நான் காட்டணும்ட்டு அன்னைக்கு வந்து என் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ட்ரிப்பு ஒன்று ஊட்டி ட்ரிப்ல பத்து பேரை கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன் இருபது பேரை கூட்டிட்டு போனேன் ஊட்டிக்கு போயிட்டு வந்தேன் இப்படியே பண்ணிட்டு இருக்கக்கூடாது வேற லெவலில் கொஞ்சம் மாத்தலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து வந்து ஒரு வாரத்தை டைமண்ட் முடிச்சேன் அதுக்கப்புறம் என்னோட டீம்ல அடுத்த டைமண்ட் வர ஆரம்பிச்சாங்க டைமண்ட் முடிச்சு கரெக்டா ஒரு மூணு வாரத்துல மூணு நாலு வாரத்துல என்ன பண்ணலாம் என் வீட்டுக்கு என் ஒய்ஃபுக்கும் என்னோட குழந்தைக்கும் இண்டாத்த நான் பண்ணிருக்கேன் இவ்வளவு நாள் ஆறு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி என் பொண்ணு மூன்று வருஷம் ஆகுது மூன்று வருஷத்துல எண்ண்த்தியுமே கிளிக முடியல நீ என்னடா அவர் அப்பன்றதை திருப்பி நான் கேட்டேன் கட்டுங்களா அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன கேட்டேன் இன்னைக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு சூப்பரான லைஃப் ஸ்டைல் நான் கொடுத்துருக்கேன் என் பொண்ணு பிறங்கும் நான் கார்ல போகணும்னு நினைச்சேன் கார் வாங்கணும்னு நினைச்சேன் வாங்க முடியல இன்னைக்கு மூன்றாம் மூன்ற வயசு ஆகுது இன்னும் நெக்ஸ்ட் ஜனவரி பதினைஞ்சாந்தேதி பன்னெண்டு லட்ச ரூபாய் மதிப்புள்ள கார் எடுக்கிறதுக்கான பிளான் பண்ணிருக்கேன் வெறும் மாசத்துக்கு முன்னாடி போட்ட இன்னைக்கு ஒரு எடுத்த கமிட்மெண்ட் என் வீட்டுக்கு என் பாப்பாவுக்கு என்ன பண்ண போறேன் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா எங்க போய் முட்டி மோத போறேன் கரெக்ட்டுங்களா எங்க அம்மா அப்பா தான் என் பெரிய மாத்தல நானும் என் குழந்தை லைஃப மாத்தாமது நான் என்னத்தை வாழ்ந்து கிளியன் கரெக்டுங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு உள்ள போனதுனால மட்டுமே தான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வளர்ந்துருக்க கரெக்ட்டுங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நபர் அவர் சொல்ல ஒரு வார்த்தை ஓட்டப்பணத்துல ஓடும் போது தயாராக ஓடும் போது அப்போ வார் அப் பண்ணுவாங்க கையை கால ஆட்டி கரெக்டுங்களா அதுதான் நாங்க பண்ணிருக்கோம் இன்னும் இது எல்லா பெரிய அளவுக்கு ஒரு நூறு பேரை உருவாக்கும் இது திரும்பவும் சொல்றேன் இது என் டீம் மேல இருக்கிற கான்பிடன்ஸ் என் மேலே இருக்கிற கான்ஃபிடெண்ட்டோடு நான் என் டீம் நான் நிறைய கான்ஃபிடண்ட் வச்சுருக்கேன் ஸோ வேறு லெவலில் கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் என் பேர் ஹரி பிரகாஷ் நான் ராயபுரத்துலேருந்து வந்திருக்கேன் ஓகேங்களா இந்த பிஸ்னஸை முத முதல்ல விஜயத்துலேருந்து எங்கிட்ட கொடுத்தாரு விஜய் எனக்கு இதுக்கு மேலே நான் நெட்ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் வந்து விஜய் எனக்கு அப்ளை சரி நம்ம எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கிட்டே போய் பிஸ்னஸ் சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணுவாங்க வேணான்னு சொல்லிடுவாங்க நம்மளா நினச்சிட்டு போவோம் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கேட்ட உடனே செயலி அப்படின்னு பார்த்து அவர் கொடுக்க கூடாதுன்றதுக்காக மூணு ஐடி போட்டேன் பிஸ்னஸ்க்காக தான் போடல அவர் ஒரு நெட்ஒர்க் கொண்டு வந்திருக்காரு முதல்ல என்கிட்டேருந்து போகிறது அவருக்கு ஒரு வருத்தமாக போகக்கூடாதுன்றதான் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேசணும் ஒரு ஒரு நாள் உட்காந்துச்சோம் சும்மா ஒரு ஏழு பேர் மச்சி பண்ணுங்கள் ஊட்டிகிட்டு இருக்கு நான் கல்யாணம் என் ஒய்ஃப் வந்து எங்கேயுமே கூப்பிட்டு போகல இது பிடியாச்சும் கூப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு போய்ட்டு வந்தேன் அன்றைக்கி நாங்கள் முடிவு பண்ணேன் அந்த மேடையில் நான் சொன்னேன் இது வந்து சாதாரண பிஸ்னஸ் கிடையாது இதை நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கினேன் இந்த பிஸ்னஸ் என்னன்றதை நான் செஞ்சு காட்டுவேன்னு சொன்னேன் அக்டோபர் இருபத்தி என் பையனோடய ரெண்டாவது பிறந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே குரம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் டைமனாக ஏறுனேன் ஓகேங்களா அன்றைக்கி நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இன்றைக்கி நான் சிங்கிள் டைமனாக ஏறுறேன் அடுத்த ரெகக்னேஷனில் என் டீமில் அஞ்சு பேரோட டைமனாக ஏறுவேன்னு சொன்னேன் இன்றைக்கி டிசம்பர் ஒன்பது கரெக்டாக என்னை பார்த்துக்கோங்க நாற்பத்தி ஒரு என் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டைம் ஆறு வந்திருக்காங்க கரெக்டாக ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முன்னாடி இருக்கும் பாஸ்கர் அண்ணா வீட்டில் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் பேசிகிட்டே இருக்கும்போது நான் வந்து ஓட்ட ஐடியில் எதுவுமேலாம் ஓப்பன் பண்ணலாம் பார்க்க மாட்டேன் டாப் ஐடி மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தேன் விஜய் நான் உட்காந்து பார்க்கும் போது அரே மாதிரி உனக்கு வந்து ஒரு டபுள் டைமிங் முடிக்க மாதிரி ஆப்ஷன் இருக்குது எப்போ நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பக்கம் முடிஞ்சிடுச்சு ஒரு பக்கம் முடியணும் சாலை விஜய் சொன்னார் இது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அறி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் நான் யார்த்து பிளான் பண்ணுறேன் நீ எனக்கு யாராச்சும் பிளான் பண்ணுவாங்கண்ண கண்டிப்பாக சொல்றேன் நான் அந்த ஆறு பேருக்கு தான் பிளான் பண்ணேன் எனக்கு கடவுள் பிளான் பண்ண டபுள் டைம்னா ஏற்றிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த நெட்ஒர்க்கில் எனக்கு ஒரு குரு இருக்காரு அவர் சொன்ன விஷயம் அதுதான் சுயநலம் இல்லாத எந்த ஒரு செயலும் நம்மளை வா பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கன்றதுக்கு இங்கே இங்கே ஆக்சஸோட எம்டி எடுத்துக்காட்டாக இருந்தாரு நாங்களும் அதே வழியில் நடக்கிறோம் நாங்களும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் அரைஞ்சிட்டு இருக்கோம் இவ்வளோ பேர் டைமில் முடிச்சிருக்கோம் இவ்வளோ பேர் பணம் சம்பாதிச்சிருக்கோம்ல உண்மையான காரணம் ஆக்சஸ் இந்தியாவோட அந்த எம்பியும் சிஓவும் அந்த பதினஞ்சு சிஇடுகள் மட்டும்தான் அவங்க மட்டும் நான் சேர்ந்தேன் பணம் வரல இவ்வளோ நாள் ஆச்சு அவ்வளோ நாள் ஆச்சு நான் சம்பாதிக்கலன்னு கலைஞ்சிருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க இன்றைக்கி ஆக்சஸ் இந்தியா கிடையாது அவங்க பதினஞ்சு பேர் எம்பி மேலே வச்ச நம்பிக்கை அவர் அவங்க மேலே வச்ச நம்பிக்கை அதே நம்பிக்கை எனக்கு பாஸ்கர் என்ன கொடுத்தார் நான் அவர் மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் இங்கே யாருமே இல்லை இந்த பதினோரு டைமனு டபுள் டபுள்னு வந்து பாஸ்கர்ணங்கிட்ட பேசக்கூடிய பத்து நிமிஷம் விஷயம்லாம் வந்து இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையை புரியாச்சார் நான் இது இல்லை நான் வேறு உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே இருந்தது யாருன்னு எனக்கு காட்டி கொடுத்தார் அவரை பற்றி சொல்லணும்னா நான் நிறைய சொல்லுவேன் அவருக்கு நான் ஃபேனு நான் அவருக்கு தம்பி அப்படின்லாம் நான் சொல்லுவேன் உண்மையாக சொல்கிறேன் அவர் வந்து எந்த எப்படி இந்த அனுபவம் வந்ததுன்னா பல பல வழிகளுக்கு முன்னாடி இதை கற்றுன்னு வந்திருக்கார் அந்த வழிகளை மத்தவங்க அடைய கூடாதுன்றதுல முக்கியமா கருத்தாரு அதே விஷயத்துல நானும் என் டீமுக்கு பண்ணுறது எதுவுமே இல்லைங்க முதல்ல உங்களை நம்புங்க உங்களை கூட இருக்க அப்புறம் விஜய பத்தி சொல்லாம முடிச்சேன்னாக்கா இவ்வளவு பேசுனது அர்த்தமே கிடையாது விஜய் என் பிரதர் நாங்க ரெண்டு பேரும் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஒரே மாதிரி ஷூ வாங்கணும் ஒரே மாதிரி கோட் வாங்கணும் ஒரே மாதிரி வாட்ச் வாங்கணும் அவர மாதிரியே இன்கமும் என்ன வாங்க வச்சிருக்காரு இப்போ அடுத்த டாஸ்க் கொடுத்துறாரு நான் ஒன்று வாங்கி வச்சு இல்லை நீ அடுத்தவங்களை வாங்கவை அதுக்கு நாங்கள் ரெடியாகிட்டோம் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க டேட்டு அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஏற்றுவோம் இது சேலஞ்சாக கூட ஏற்றுக்கலாம்ப்பா யார வேணாலும் நாங்கள் வேறு லெவலில் ஏற்றுவோம் நாங்கள் யாருன்னு காட்டுவோம் நாங்கள் மிரட்டுவோம் என் டான் பாஸ் இருக்கு எந்த காலையும் இல்லை நாங்கள் வேறு லெவலில் பண்ணுறோம் தேங்க் யூ டைமண்ட் ஃபஸ்ட்டு டைமண்ட் இவங்க தான் காரணம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாற்பத்தி நாள் நான் காலையில் ஏழு மணிக்கு வீட்டிலேருந்து போவேன் ஆஃபீஸில் சைன் பண்ணுவேன் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ஆஃபீஸ் வேலை முடிப்பேன் ஏழு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவேன் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போவேன் திருப்பி ஆறு மணிக்கு ஏந்திருப்பேன் ஏழு மணிக்கு வருவேன் இதை மாதிரிதான் இந்த நாற்பது ரெண்டு நாளும் என் ஒய்ஃப் கிட்ட பேசுனது கிடையாது ஸோ அதை பற்றி அவங்க குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வரும்போது ஒரு பாட்டு போட்டாங்க அதுக்கான தகுதியானவே என்னுடைய அறிவு சாரி அப்பாயின்மெண்ட் பேசுறதுக்கு நான் எப்பவுமே அப்படிதான் பேசுவேன் யாருக்கு முன்னாலையும் பேசணுன்றதுக்காக நான் மாற்றி பேச போட்டு கிடையாது நான் அப்படி தான் கூப்பிடுவேன் சரிங்களா எங்கே என்னுடைய ஹரி இருக்கானோ அந்த இடத்துல அவன் சக்ஸஸ் மட்டும்தான் வின் பண்ணுவான் அவன் தெரியவான் அந்த இடத்துல இந்த வைரன்றதை கொடுத்தீங்கன்னா அந்த வைரம் வந்தான் அதுக்கான விஷயத்த நாங்கள் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலேயும் சக்ஸஸ் நாங்கள் காட்டுவோம் வளருவோம்